நான் நான் பரம்பரூர் ஃபவுண்டேஷன் தீட்சை வாங்கிட்டேன் ஆன்லைன் கிளாஸில் புருவத்து மத்திய வச்சு கொஞ்சம் தலையை மேலே உயர்த்தணும் அப்படின்னா புருவத்து மத்தியை அந்த மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எனக்கு மென்டல் கிளாரிட்டி நல்லா இருக்குது ஆனால் வந்து ஃபேஸு டல்லான மாதிரி இருக்குண்ணா எல்லாருமே கேட்குறாங்க அது எனக்கும் தெரியுது மூச்சை மட்டும் கவனிப்போம் அப்படின்னு பார்த்தா மூச்சை கவனிக்கக்குள்ளே ஃபேஸ் நல்லா தெளிவாகுது நல்லா தெளிவாகுது ஆனால் வந்து அந்த ஸ்பீ உள்ள கிளாரிட்டி தெளிவு அந்த மைண்ட் இன்டலெக்சுவலாக தெளிவாக யோசிக்கிறது இல்லைண்ணா ரொம்ப நாளாக எனக்கு டவுட்டு எனக்கு ஒரு ஆன்சர் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேண்ணா பல பேர் என்ன டார்ச்சர் பண்றீங்க தூங்க விடாம பன்னெண்டு மணிக்கு மேல நைட்டு அண்ணா இங்க குத்துதுன்னா இங்க கொடையுதுன்னா இப்படி பிரச்சனை வருதுன்னா அப்படி பிரச்சனை வருதுன்னா நான் தான் சொன்னனே அன்னைக்கே சொன்னனே கேட்டியா அப்படித்தான் இருக்கும் பயப்படாத சரியாயிரும் சரியாயிரும் சரியாயிரும்னா ஆனா இப்படி எல்லாம் இருக்குமான அப்படிலாம் இங்க பாருங்க அப்படித்தான் இருக்கும் ஜென்மம் ஜென்மமா துறக்காத ஒரு கதவை திறக்க போறீங்க உள்ளுக்குள்ள பாம்பு இருக்கா தேல் இருக்கா பள்ளி இருக்கா பூரா இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு எவனுக்கு தெரியும் எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அவனுக்கு ஒருத்தனுக்குதான் தெரியும் உயிர் மட்டும் போகாது அந்த அசூரன்ஸ் தர அனுபவிச்சுதான் ஆகணும் வேற வழி இல்ல எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க கை தூக்கி நான் பாத்ததுக்கு அப்புறம் தீபியே குடுக்கறது அப்படியே கை தூக்கி நீ பாட்டுங்க எல்லாம் தயார்தான் போலேயே இன்னொன்னையும் சொல்லிடுறேன் உங்க நல்லதுக்காக சொல்லிடுறேன் தெளிவா சொல்லிடுறேன் சரி பயிற்சி தானே ஜஸ்ட் பாத்து வச்சுப்போம் பார்த்து வச்சுட்டு அப்புறம் தேவைப்பட்டா பண்ணிப்போம் அதுக்கப்புறம் கட் பண்ணிப்போம் இந்த வேலையே ஆகாது அது உங்க நல்லதுக்குத்தான் சொல்றேன் ஒரு விஷயம் தெரியாம இருந்துட்டாலும் அதை பத்தி நம்ம கவலை கவலையே இருக்கா தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா மண்டை உறுத்திக்கிட்டே இருக்கா அதை பண்ணு அதை பண்ணு அதை பண்ணுன்னு பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு பேயற மாதிரி தான் அதுக்கப்புறம் ஆத்மா விழிப்புணர்ஞ்சிருச்சு இப்ப ஒருத்தவங்களுக்கு நடந்ததுங்க அம்மா சத்தியமா நடந்தது என்ன நடந்ததுன்னா ஒரு லேடி ஒருத்தங்க யூடியூப்ல நம்ம வீடியோல வேற ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு ஏதோ பயிற்சி பண்ணிருக்காங்க போல மெடிடேஷன் அவங்க ஏதோ எதுவும் அமைதிக்கு கொண்டு போகணும்னு நினைச்சு பண்ணிட்டாங்க கண்டிவா மூணு மாசம் பண்ணிருக்காங்க முதல்ல பத்து நிமிஷம் உட்காந்து அப்புறம் அரை மணி நேரம் அப்புறம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வேற லெவல் பண்ணிட்டாங்க புத்தர் சொல்லி கொடுத்த பயிற்சி தான் சொன்னேன் மூச்சு கவனிங்கிற பயிற்சி தான் பரம்பூரில் பவுண்டேஷனுக்கு வருது ஒரு மாசம் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி மெடிடேஷன்ல இப்படி எல்லாம் பிரச்சனை வரும் யாருமே சொல்லியே தர மாட்டிருக்கீங்க எங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கிட்ட கத்துக்கல வெளியில கத்துக்கிட்டாங்க அவங்க வெளியில பார்த்த பயிற்சி அது என்ன கீழே இருந்து மேல ஒன்னு குடுக்கு ஓடுது மேல இருந்துதுனாடஞ்சது என்ன பண்ண முடியும் ஒன்னும் அதை பத்தி கவலை இல்லை ஒருவேளை விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உருப்படியா பண்ணணும் நான் உங்ககிட்ட கொடுக்கறது மிகப்பெரிய வைர கல் இதுக்கு மதிப்பே கிடையாது பல லட்சம் கோடியும் தானது உங்களுக்கு தெரியாது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம கஷ்டத்தில் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி ரூபா கொடுக்குறவன் தான் நினைக்கிறீங்க நான்லாம் பெரிய கோடீஸ்வரங்க ஒரு கழுதை இருக்கு அப்படின்னா அந்த கழுதைக்கு பசி எடுக்கும்போது பத்து கோடி ரூபா கேக்குதுன்னா அந்த கழுதைக்கு பத்து கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் தின்னு தீர்த்தணும் அந்த கழுத அப்ப அந்த கழுதுகிட்ட போய் சொல்லணும் ஏ அறிவு கட்ட கழுதை பத்து கோடி ரூபாய பத்து நிமிஷத்துல தின்னு தீத்துட்டியே இந்த பத்து கோடி ரூபாயை கொண்டு போய் நீ ஒரு பேப்பர் கடையில கொடுத்தனா உனக்கு நீ சாகிற வரைக்கும் சும்மா உனக்கு பேப்பர் தருவாங்கன்ற அந்த அறிவு தானே அந்த கழுதைக்கு நான் சொல்லி கொடுக்கணும் எத்தனை டைம் பத்து கோடி கொடுக்குறது அப்ப என்னன்னா இந்த ஞானம்தான் ஞானம்தான் ஞானம்தான் ஞானம் தான் ஞானம்தான் எல்லாத்துக்கும் பேஸ் அந்த ஞானம் வந்துருச்சுன்னா எல்லாமே வரும் ஒவ்வொன்றா அவர் டைம் கொடுங்க முதல்ல இறைவனுக்கு டைம் அவர் செயல்பட விடுங்க அவர் ஒரு சட்டம் ஒன்னு போட்டு வச்சிருக்காரு நல்லா புரிஞ்சு இறை சட்டம் ஒண்ணு போட்டு வச்சுட்டாரு அந்த இறை சட்டத்துக்குள்ள பல குந்தாங்கூறு பண்ணி இடியாப்ப சிக்கல் ஏகப்பட்டது போட்டு வச்சிட்டீங்க நீங்க எடுத்தோடனே நல்லது பண்ண அப்படின்றதுக்குள்ள மாத்தமாட்டாரு அவர் சட்டத்திட்ட படி அவர் இறங்கி வந்து இவனுக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறார் அப்படி சிக்கல் போட்டு வச்சிருக்கீங்க அவரே குழம்பிடுவாரு கொஞ்சம் பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னு தான் நிப்பார் அவர் கன்ஃபியூசன்லதான் நின்று சரி ஓகே அதை எடுத்து விடுவோம் ஏன்னா அவரு சட்டத்திட்டம் போட்டிருக்கப்போ அதை மீறி அவராலும் செயல்பட முடியாது அவருட்லயே வந்து ஒவ்வொரு முடிச்சா அவுப்பாரு அது கொஞ்சம் கொஞ்சமாதான் தெரியும் உங்களுக்கு கஷ்டம் வர மாதிரிதான் இருக்கும் சில இடத்துல முடிச்சு இருக்க கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்கும் பயந்துறாங்க உயிரெல்லாம் போகாது அப்படி முடிச்சு போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் லூஸ் பண்றதுக்குதான் உங்களை அப்படி எடுக்கிறாருன்னு அர்த்தம் பயந்துராதிங்க பயிற்சி பண்ணும்போது கஷ்டம் கவலம் ஓவரா வரும் ஏன்னா புயலுக்கு பின் அமைதி பாதி பேரு ஜல்லிக்கல்லாம் வச்சிருந்தாங்க டக்குன்னு உடஞ்சு போச்சு சில பேர் பானையா வச்சிருந்தாங்க உடஞ்சு போயிரு பாறாங்கல்லாம் வச்சிருக்கீங்க பல பேரு ஆனா உடையும் உங்களுக்கான பவர்ஃபுல்லான ஆற்றல் தான் அது பல லட்சம் ஆட்சி கரண்டை கொடுத்துருக்கிறேன் ஒரு தாய் தன் குழந்தைக்கு தனது மார்பில் எத்தனை மில்லி லிட்டர் பால் கொடுத்தாள் என்று அந்த தாய்க்கு தெரியுமா தெரியுமாங்க பதில் சொல்லுங்க என்னங்க மூன்றிருக்கீங்க எப்படிங்க தெரியும் எங்க எப்படிங்க தெரியும் என்னங்க எப்படிங்க தெரியும் தெரியாது எத்தனை மில்லி லிட்டர் பால் கொடுத்தாலும் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்களோ லூசி படத்துல வர ஹீரோயின் அவங்க கரெக்டா எல்லா பால்ல வர அந்த ஸ்மெல்லும் முதற்கொண்டு கரெக்டா சொல்றது முடியாது அந்த குழந்தை தனது தாயின் மார்பில் எத்தனை மில்லி லிட்டர் பால் குடித்தான அந்த குழந்தைக்காது தெரியுமா ஆனா அந்த குழந்தைக்கு பசி அடங்குனது உண்மைதானே பால் குடிச்சது உண்மைதானே அதுபோல உங்களுக்குள் ஆற்றல் இறங்கியது நூறு உண்மை மாற்றுக்கருத்தே கிடையாது அதுல அதெல்லாம் போட்டு குழப்பிக்காது எனக்கு ஒன்று நிகழ் இல்லையா அப்படி இல்லையா அப்படி இல்லைங்க பாருங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க ஒரு கட்டத்துனால அனுபவங்களே வராது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் அனுபவம் வரும் அதுக்கப்புறம் அனுபவமே வராது ஏன் வராது பதிவு இல்லைன்னா எப்படி அனுபவம் வரும் அப்புறம் ஆனந்தத்துல மட்டும்தான் இருப்பீங்க பரவசை பெயரானந்த நிலையில இருப்பீங்க எப்படி அன்னமய கோஷம் சாப்பிட்டு ரெடி பண்ணிருக்கிற பாடி பிராணமய மூச்சு மனோமய விஞ்ஞான மய கோஷம் ஆனந்தமய கோஷம் ஆனந்தமய கோஷத்துல இருந்தீங்கன்னா மனசு கூட விளையாடிக்கிட்டே இருப்பீங்க ஜாலியா இருக்கும் ஒரு மாதிரி பறவசத்திலேயே இருப்பீங்க ஒண்ணுமே பண்ணாம ஜாலியா இருப்பீங்க புணர்ச்சி பண்ணும் ஒரு ஆணும் பெண்ணும் புணர்ச்சி பண்ணும் போது எப்படி ஒரு உணர்ச்சி இருக்குமோ அப்படி இருக்கும் இருபத்தி மணி நேரமா அப்படி இருக்கும் எத்தனை பேத்துக்கு வேணும் மாதிரி உருப்படியா பயிற்சி பண்ணலாமா எதுக்கு எதுக்குங்க அதை வந்து நான் என்னங்க பண்ண போறேன் வேற எதுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஜாலியா இருக்கிறதுக்கு தான் வாழ்றீங்க நான் சொல்ற மாதிரி ஜாலியா இருங்க கேடு கிடையாது துன்பம் கிடையாது அடிக்ஷன் கிடையாது பிரச்சனை கிடையாது அடுத்த பிறவி கிடையாது இன்னும் அட்வான்டேஜ் ஏகப்பட்டது சொல்லி பத்து பத்து பாயிண்ட் நான் சொல்லாமல் நூறு பாயிண்ட் இருக்கு உங்களுக்கு எத்தனை பெனிஃபிட்ட சொல்றது கடலுக்குள் எத்தனை உயிரினங்கள் வாழுது எவ்வளவு அதிசயங்கள் இருக்குதுன்னு இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு ரகசியங்கள் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா ஓரளவுக்கு சொல்லலாம் விருப்பப்படுற அளவுக்கு சொல்லலாம் இந்த ஆன்மீகம் என்பது அப்பேற்பட்டது அவ்வளவு ரகசியம் இருக்கு எத்தனை புரிஞ்சு அவ்வளவு ரகசியம் இருக்கு அவ்வளோ அவ்வளவு தோண்ட தோண்ட தோண்ட தோண்ட போய்கிட்டே இருக்குங்க டிசைன் டிசைன் போய்கிட்டே இருக்குங்க போய்கிட்டே இருக்குங்க அந்த ஆற்றலை எழுப்புறதுக்குதான் இனிஷியேஷன் எல்லாத்துக்கும் இது கிடைச்சது உண்மை பயிற்சி பண்றதுலதான் ரிசல்ட் கிடைக்கும் அது வரைக்கும் கிடைக்காது